ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து செல்லோ ப்ராண்டோட க்ளீன் ஹோம் மார்க் பற்றின ரிவ்யூஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி இது ஒரு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இந்த ரேட்டுக்கு ஓகேங்க இது ஃபஸ்ட்டு வேறு ப்ராண்ட் தான் போட்டிருந்தேன் என்னென்னா அது எனக்கு அன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ரிட்டன் ஆகிடுச்சு ஸோ நான் சரி திருப்பியும் போடலாமா என்னென்ன யோசிக்கும்போதுனா இது கிளீனோமாப் வந்து ஒரு டீலிங்கில் ரொம்ப லோ ப்ரைஸில் காமிச்சது போட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் போட்டது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாயிருக்குங்க ஹேண்டில் நல்லாயிருக்கு பக்கெட் ஸ்பென்மாவுக்கு ரெண்டு மைக்ரோஃபைபர் கிளாத் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நான் ஹேண்டில் கூட அட்டாச் பண்ணி வச்சுட்டேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரீஃபில் இருக்குது நல்லா இருக்குது இந்த ரீஃபில்லோட பிளாஸ்டிக்கும் நல்லாயிருக்குங்க குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அதே போல் நம்ம இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இருக்குது அதனால் தொடைக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாப்போட ஹேண்டில இருக்க லாக் பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி டைப்பில் இருக்குது இப்படி ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்புறம் இதை எப்படி டைட் பண்ணிக்கணும் இப்போ நான் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த நான் உள்ள மாப்பிட்டு ஸ்பின் பண்ணிக்கணும் தண்ணி எடுத்தாச்சு மாப்பி ஸ ஸ்பின் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னொரு டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போது இந்த ஹேண்டில் நமக்கு தேவையான அளவுக்கு டிகிரியில் நம்ம ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு தொடக்க ஆரம்பிச்சிடலாம் எங்கே பார்த்திங்கன்னா நல்லா ரொட்டேட் ஆகுது இதுக்கு முன்னாடி லாக் பண்ணிவிட்டு தாங்க இதை தொடக்கணும் அப்படியே தொடச்சோம்னாக்க துடைக்க முடியாது தொடக்கும்போது நல்லா இப்படி ஸ்பின் இப்படி நல்லா அகலமாக வச்சு தொடக்கும்போது நல்லா நல்லா ஈஸியாகவும் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு டைம் இதில் வந்து கரெக்டாக நேராக வச்சு ஸ்பின் பண்ணுறது தண்ணில் நினைக்கிறதெல்லாம் சரியாக பண்ணிட்டோன்னா அப்புறம் நமக்கு தான் இது ஈஸியாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் தண்ணியில் அலசறதுக்காக இந்த மாதிரி இருக்கிற ஸ்லாண்டிங்காக இருக்கமா அப்போ வந்து கால் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம வந்து பக்கெட்டில் வச்சு தண்ணி புரிஞ்சுட்டு ஸ்பின் பண்ணணும் அப்புறம் நம்ம துடைக்கும்போது இப்படி பண்ணிட்டு இப்படி கால் வச்சு நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் இது ஈஸியாகவும் இருக்குங்க லைட் வெயிட்டாகவும் நல்லா இருக்குது இந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம துடைக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது பர்டிகுலர் க்ளீன் ஓம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டில் வந்து வாட்ரு வெளியேற்றதுக்கான அவுட்லெட்டு அப்புறம் அடியில் வீல்ஸ் இருக்கும் அது வந்து இல்லை அது ஒன்று தானே வழிய மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு வீல் வச்சது வாங்கினாலுமே அது நம்ம பொறுமையாக தள்ளிட்டு போகிறதுக்களவுக்குலாம் ரொம்ப பொறுமை வேணும் வாட்ரு அவுட்லெட்டும் எனக்கு இல்லாத வந்து பெரிய விஷயமாக தெரியல